வணக்கம் குரூட் ஆயில் ஒன் மினிட் சாட் ஏப்ரல் எயிட் டைம் ஒரு ஒன் டுவெண்ட்டி 7358 த்ரீட் ரேஞ்சிங் போது மார்க்கெட் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஜெனர்ட் ஆயிருக்கு அந்த என்ட் மேல இருக்கு ரெட் கலர் ஸ்டாப்லாஸ் லைன் எவ்வரிடே இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலிஸ் பண்ணி எந்த செட் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதுதான் உங்கள் வேலையாக இருக்கும் செவன் த்ரீ வந்திருக்க அந்த செல் கால் செவன் அதாவது ஒரு நைன்டீன் பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சுக்கு அப் அண்ட் டவுன் தான் மார்க்கெட் ட்ரேடிங் போச்சு இப்போ 6th கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான மொமெண்டம் அந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன்ட்டி ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அதாவது இவ்வளோ நேரம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் நமக்கு வந்து புல் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ வந்து மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு சிக்ஸ் நமக்கு இப்போதைக்கு ஒரு நைன்ட்டி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு டூ பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும் இப்போ நியூ கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அது ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் ஜஸ்ட் டக்குன்னு ஒரு சார்ட்டை பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸுக்கு வர முடியும் அப்படின்னா இந்த சாா் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேனுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ